السلام عليكم الله تعالى وبركاته الحمد الحمد لله لله رب العالمين للمتقين والسلام على سيدنا محمد المرسلين وعلى அலாமதில فقد قال اللهم تعالى في القرآن العظيم والفركان المجيد عمد الله من الشيطان الرجيم بفضل بسم الله وعمال الوحيم ألا إنا ولياء الله لا خلف عليهم ولا أهم يحزنون الذين آمنوا وكرموا يلتفون صدق الله العلي رضي وصدق رسول النبي الکریم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله و بالا ربين قال النبينا و سيدنا و ربنا و رشيدنا محمد صلى الله عليه وسلم من أولياء الله من أولياء الله الذين إذا قموا ذكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم قال أيضا عثي الذي حققته صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقد من لساني يفقهوا قولي ربنا الله رب الاسلام ديننا وبمحمد صلى الله عليه وسلم نبينا ورسولا وبشيخنا محيي الدين عبد القادر جيلاني قدس الله سره وعزيه شيخا ومشيخا الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خُذْ بِيَذِي كَلَّتَ حِيَلَ الدِّي عَذْرِكْنِي يَا مُرَادِي يَا رَسُولَ اللهِ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ يَا شَفِيعَ الْمُذْنِبِينَ يَا رَسُولَ رَبِّ الْعَالَمِينَ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ فِي بِالْكُرُبِ دَوَائِهَا وَعَافِيَةِ عِبَادِنَا مَشْفَائِهَا وَنُورِ الْأَبْصَارِ هُدَايِهَا وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلَّمَ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ عَدَدَ كَمَالِ اللهِ وَكَمَا يُذ எல்லா பகலும் அல்லாஹரித்தவனுக்கே ஒருத்தாட்டுமாக தூதர் இம்பெருமானோல் முகமது ரசூல் லாஹி சல்லுலம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோற்றை தவறாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபன்கள் தவறா தாபீன்கள் வலிமார்கள் ஷேஃபுமார்கள் நல்லவர்கள் சாலியின்கள் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்திரின் மீதும் குறுமையக்கும் நம் அனைவின் மீதும் நமக்கு கல்வியைப் போதித்த நம்முடைய ஆத்தார் மீதும் தங்கு தடை நின்று நிறவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தாலி தருவானாக மேலும் யார் யாரெல்லாம் என்னென்னோடு இந்த மஞ்சளத்திற்கு வந்திருக்கின்றார்களோ அவருடைய நாட்டங்களையும் நிறைவேற்றி தல்வானாக அன்பிற்குரிய நல்ல அல்லாஹு பனிரெண்டு மாதங்களை படைத்து அதில் சில மாதங்களை பாக்கிய பாக்கிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான் வாரத்தின் ஏழு நாட்களை படித்தும் அதில் ஜும்மலுடைய நாளையும் அல்லாஹு தாலா புனித நாளாக ஆக்கியிருக்கின்றான் ால் இலகத்தில் மனிதர்களை படைத்துடன் இறை நேசர்களுடைய கூட்டத்தில் நம்ம சேர்த்திருவானாக அவருடைய சுகத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கியிருக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலையுங்க அதன் அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய தலையுங்கம் இறை நேசர்கள் என்றால் யார் பெருமளா சம்பந்தம் அவர்களுடைய புனிதமான நிறைவு செய்துவிட்டு அதற்கு அடுத்த மாதமான முதல் வாரத்தில் நாம் வந்திருக்கின்றோம் ரஹ்மான் நம் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் என்னவெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் ரஹ்மான் நிறைவேற்று தந்துடுவானாக இந்த வாரத்தினுடைய தலையங்கம் இறை நேத்தர்கள் என்றால் யார் சாதாரணமானவர்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாரும் இறை நேத்தர்களாக ஆக முடியாது என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது நீங்களும் நானும் இறை என்று வாயினால் சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும் இறை நேத்தர்கள் வார்த்தையில் இருக்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்படி என்றால் இறை நெருக்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இறை நாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமாள் வாரம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து யார் அசுலா யார் அல்லாவின் இறைநேச நினைவு வருமோ அவர்கள் தான் இறை நேத்தர்கள் என்று சொல்லிக்காட்டினார்கள் அப்படியானால் அவர்கள் பேசினாலும் சரி அவர்களுடைய நினைவுடன் அவர்கள் சிந்தனையோடு அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் என்பவர்களாகும் தன்மையாகும் வழியில் இந்த ம என்பது அவர்களுக்கு தான் கொடுப்பான் விளாயத்தும் அதை போன்றுதான் யாருக்கு அவன் நாடுகின்றோ அவருக்கு உயிர்த்தியாக செய்தவர்கள் உயர் அந்த உயர்ச்சியாக செய்தவர்களுக்கு அல்லாஹுக்களை உயர்த்துகின்றான் தேர்ந்தான் <laughs> அவர் நேர்வரையும் அவர்கள் உணர்த்தி காட்டும் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் அற்பமான உணகத்தில் அழிந்து போகக்கூடிய பதவிக்கு ஆசைப்படுகின்றார் பதவி என்கிற பட்டத்தை காசு கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் விலாயத்தை அப்படி அல்ல விலாயத்து அப்படி அல்ல மக்களுக்காக நல்ல அமர் அடைந்துடலாம் இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் ஒரு பட்டம் தேவைப்படுகின்றது ஏதாவது ஒரு அந்தஸ்து தேவைப்படுகிறது ஒரு காசு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பட்டத்தை அவன் கொடுத்து விட்டான் ஆனால் விளாயத்து என்பது அப்படி அல்ல அந்த இந்த பதவியும் யாருக்கு பொறுப்பும்ார்த்தால் அதே போன்று நீ அவர்களை பார்த்தால் உன்னுடைய உள்ளத்தில் அவர்கள் மீது ஒரு உண்டான நேசம் ஏற்படும் அப்படியானால் அவர்கள் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் பெற்றவர்கள் என்பதை நீ விளங்கிக் கொள் என்று அசேக் குர்மான் நர்ஷபுந்திராம்குளார் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் உலகத்தில் மக்களால் தரக்கூடிய பட்டமோ பதவியோ அல்ல மாறாம் அல்லா யாருக்கு அதை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அந்த இதாயத்தையும் விலாயத்தையும் சகாதத்தையும் கொடுப்பான் என்று சொல்லி காட்டுவார்கள் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மையுடைய தந்ததிகளையும் ரஹ்மான் ஆக்கியதுவானாக அபு எஸீ அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் பெரும் ஞானியாக திகழ்ந்தவர்கள் பெரும் ஞானியாக திறந்தவர்கள் அவருடைய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் விபச்சார்கள் இருந்தது அவர்களிடத்தில் உங்களுடைய நடக்கின்றது என்று சொல்லப்பட்டது மாலை நேரத்தில் அபு எஸ் பிஸ்தார் அவர்கள் அந்த வீட்டினுடைய முன் அந்த வீட்டினுடைய வாசலில் அதாவது அந்த வீட்டினுடைய முன்புறம் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் அந்த வீட்டில் அந்த வீட்டிற்கு வந்தவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து திரும்பிச் செல்கின்றார்கள் அந்த வீட்டிற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ இவர்களை பார்த்து அபு எஸ் பிஸ்தாமி என்று கேட்டதற்கு அந்த பெண் அந்த அடிமை பெண்மணி வந்து சின்னையில் பார்க்கின்றார் அபு எஸ் பிஸ்தாமி ராமத்துல அவர்கள் இருக்கின்றார்கள் அவள் ஓடிப்பை தன்னுடைய இடத்தில் சொன்னார் உஸ்தாத் பெரியவர் அமர்ந்திருக்கின்றார்கள் வெளியில் நம்முடைய வீட்டினுடைய முன்புறத்தில் பிஸ்தாமி அழைக்கப்படுகின்றார்கள் அந்த யஜமானி கேட்டால் அபு எஸ் பிஸ்தாமி ரஹ் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள் எல்லாரையும் போன்று எனக்கும் ஒரு அழகான ஒரு மங்கை வேண்டும் என்று சொல்லிக்காட்டினார்கள் எல்லாரையும் போன்று எனக்கு ஒரு அழகான மங்கை வேண்டும் என்று சொல்லி அவள் சொன்னார் பணம் நீங்கள் நான் ஒரு அழகான மங்கையை கொடுக்கின்றேன் என்று அந்த பெண்மணி சொல்கின்றார் தன்னுடைய அது மாத்திரம் அல்லாமல் பணம் கொடுக்கின்றார்கள் தன்னுடைய ஜுப்பாவில் இருந்து அழகான ஒரு நாணய காயினை எடுத்து கொடுக்கின்றார்கள் ஒரு தன்னுடைய நான் என்ன சொல்கின்றேனோ அதற்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று அந்த பெண் இடத்தில் சொல்கின்ற பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் கேட்கின்றார் இவர்கள் சொல்கின்றார்கள் நீ முதலில் அந்த நீ இரண்டு என்று சொன்ன சொல்லி சொன்ன அவர்கள் செயல்படுவதற்காக நினைத்தார்கள் அந்த அம்மா தொழுகையில் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் தற்பேர் கண்டுவிட்டார்கள் அந்த பெண்மணி இருக்கின்றார் அந்த பெண்மணி சுஜூதில் இருக்கின்றார் இவர்கள் இறைவனிடத்தில் சொன்னார்கள் பெண்ணை பொறுப்பில் என்று சொல்ல தொழுது முடிக்கின்றார்கள் இன்னும் அந்த அம்மா சுஜூதில் இருந்து எழும்பவே இல்லை இன்னும் அந்த அம்மா சுஜூதில் இருந்து எழும்பவே இல்லை நீண்ட நேரமாக நேரம் கழித்து அந்த அம்மா தொழுது முடிக்கின்றார்கள் இப்பொழுது தன்னுடைய ஜிப்பாவை என்ன என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி அபூயில் பிஸ்வாமி அந்த பெண்மணியில் அந்த பெண்மணி அபூயத்தில் என் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இமாம் அபுஎல் பிஸ்தாமி ராமத்தராய் அவர்கள் அஜ்ஜிக்காக செல்கின்றார்கள் சென்றிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் அந்த பெண்ணும் அஜிற்காக இவர்களை பார்த்தவுடன் இவர்கள் இவர்களில் இருந்து ஒரு பலத்தை கொடுத்தார்கள் இவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள் அந்த பெண்மணியை பார்த்தது மாத்திரம் அந்த பெண்மணி ஒரு பலத்தை கொடுக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் இல்லை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை உனக்கு இந்த பலம் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டதற்கு அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள் மின் அழிந்து அல்லாவிடத்தில் இருந்து கிடைத்தது என்றார்கள் அந்த பெண்மணி எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அவன் மாத்திரம் தான் அந்த விலாயத்தை கொடுக்கின்றான் என்பவர்கள் யார் என்றால் வளிமார்கள் என்று வார்த்தையால் நாம் சொல்லிவிடலாம் வளிமார்கள் என்று அவுளியார்கள் என்று நாம் வார்த்தையால் சொல்லிவிடலாம் ஆனால் அதை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அவர்களுடைய நவீனத்தில் இருக்கின்றதா அவருடைய பேரிதலான வாழ்க்கையை நவீனத்தில் இருக்கின்றதா நாம் பார்க்க வேண்டும் அல்லது அவருடைய அவருடைய சரீரத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அந்த எண்ணம் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது வார்த்தையால் நாம் சொல்லிவிடலாம் ஆனால் அதை நாம் வாழ்க்கையில் கொண்டு என்பது சாதாரண விஷயம் அல்ல செய்த அவருடைய கனவில் தெரியுமா என்று பெருமான சொன்னாள் உங்களை நான் கனவில் பார்ப்பதே மிக பெரிய பாக்கியம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்றிய காரணத்தினால் இரண்டாவதாக சொன்னார்கள் என்னுடைய அகல் பயிற்சியை பின்பற்றிய காரணத்தால் நேசித்த காரணத்தால் என்னுடைய குடும்பத்தை நேசித்த காரணத்தால் என்று சொல்லிக்காட்டுவார்கள் மூணாவதாக சொல்வார்கள் நல்லவர்களுக்கு பணி செய்து பணிவிடை செய்த காரணத்தால் அல்லாமல் பெற்றோர்களுக்கு வரைக்கும் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்றைய கால நாம் பார்த்தோம் என்று நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது சிரமமாக எடுத்து நல்லவர்களும் அவர்கள் வந்திருக்கின்ற பொழுதும் கூட பெருமானார் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய முகாரக்கான துணியை விரித்து அவர்களுக்காக பதிவு செய்தார்கள் மற்றொரு வருகின்றார்கள் பெருமாள் அவர்களை கையை பிடித்து வயது முதிர்ந்த அளிமத்து சொல்லி கையைன்கள் வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் அப்படியானால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்கின்றோம் அவர்களுக்கு நாம் எப்படி பரிந்துரை செய்கின்றோம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்று சொன்னால் நாம் உடனடியாக நாம் அவர்களுக்கு செய்கின்றோமா அவர்கள் ஒரு வார்த்தை நம்முடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பின் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பெண் பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு பணிவுரை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் தாய் தந்தை இல்லை மதிக்க வேண்டும் தாய் தந்தைகளுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் தாய் தந்தைகளுக்கு தங்கை செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கனவில் பார்த்து கண்டு பெருந்த பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக ரஹமான் நம் அனைவரும் ஆக்கியதுவானாகும் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் பெற்றோர் விருத்தில் ஒழுங்காக பணிவுடை செய்வதில்லை பின்று ஒருத்தி வந்து விட்டால் தன் தாயை மறந்து விடுகின்றான் இன்றைய காலத்தில் இளைஞர்களும் சரி சில பேர்கள் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த சில பேர்களும் சரி அந்த சில பேர்களுடைய எண்ணத்தில் எப்படி இருக்கின்றது சொன்னால் தன்னை நம்பி வந்தவளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு அதிகமாக பொய் சொல்கின்றார்கள் வளிமார்கள் என்பவர்கள் அதிகமாக அவருடைய வாழ்க்கையிலும் கூட போய் சொல்லியதாக பொழுது அவருடைய தாயிரத்தில் நான் கல்வியிற்காக நான் தெலுங்கினேன் என்று சொல்கிறார்கள் சொல்கின்றதும் கூட தன்னுடைய சட்டையில் அனுப்பிக்கின்றார்கள் அவசரம் உள்ளது அவருடைய தாயார் அப்படியானால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் எப்படி எல்லாம் பொய் சொல்கின்றோம் அதாவது உதாரணத்திற்கு சொல்லலாம் வாய்க்கு வந்த மாதிரி அதாவது அசாட்டா தருவ சாதாரணமா அசல்தா போய் சொல்லிட்டு போயிடுறான் இப்படி நடந்தது அப்படி நடக்கிறது சொல்லிட்டு போயிருவான் இவதுக்கானதான் கூப்பிட்டாங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருவான் ஆனால் வலிமார்கள் என்பவர்கள் தன்னுடைய தாயிடத்திலும் கூட போய் சொல்ல மாட்டார்கள் இப்படி தான் அல்லாயருக்கு கட்டுப்படுத்தது மாத்திரம் இல்லாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தை விரித்து வாழ்ந்தார்கள் அவர்கள் உண்மையான வழிமார்கள் கட்டுப்பட்டார்கள் இறைவன் அவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தன் திருமணியில் சொல்லிக்காட்டுவான் மணிமார்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீனை வரு அவர்கள் சொல்ல சொல்லவர்களுடைய கூட்டத்தில் சொல்லாட்டுவான் வர்களுக்கு தான் தன் பக்கம் தானிய தன் நாடியவர்களை தன் பக்கம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது மாத்திரம் அல்லாமல் அவனின் பக்கம் மீறுபவர்களுக்கு நேர்வரையும் காட்டுகின்றான் என்று சொல்லி காட்டுவார்கள் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுவான் நிச்சயமாக அல்லாவின் நேசர்கள் வலிமார்கள் என்பவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாத்தன் திருமையை சொல்லியது மாத்திரம் அல்லாமல் வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி நன்மாராயம் உண்டு சுபசோபனம் உண்டு அல்லாவிடத்தில் வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை இதுதான் இதுவே மகத்தான பெருமை பெருமைக்குரிய வெற்றியாகும் என்று அல்லாஹத்தன் திருமணம் சொல்லிவான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் ஓமின்களையும் யார் நேசர்களாக ஆக்குகின்றார்களோ அவர்கள் தான் ஹிஸ்புல்லா கூட்டத்தினர்கள் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மிகித்து வெற்றியுடைய அவர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் ஆக வளிமார்களின் வணக்கு வழிபாடுகள் மிகவும் சிறப்பு மிக்கது இதை அல்லாஹத்தாலா சொல்லிக் கூறும் பொழுது சொல்லிக்காட்டுவான் அவர்கள் இரவு வேலையில் சிறிது நேரமே தூங்குவார்கள் நாம் எல்லாம் அதிகமாக நேரம் தூங்குவோம் ஆனால் வளிமாறம் வலிமார்கள் என்பவர்கள் அதிகமாக அவர்கள் மாட்டார்கள் எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலே இருப்பார்கள் என்று சொல்லிவார்கள் அவர்கள் தூங்கினாலும் சரி அல்லது எந்த காரியம் செய்தாலும் சரி இறைவனுடைய சிந்தனையிலே இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் திறமையில் சொல்லி காட்டுவான் யார் தம் வாக்குறுதியும் நிறைவேற்றுகின்றாரோ அல்லாஹுக்கு அஞ்சியும் நடக்கின்றார்களோ அவர்கள் தான் அவர்கள் அஞ்சி நடப்பவரை நேசிக்கின்றான் என்று சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் அதற்கு அடுத்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார் இந்த மாதிரி நல்லது உண்மையான மோமீன்கள் யார் என்றால் அல்லாவின் மீது திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடுவான் அல்லாவுடைய திருநாமங்கள் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்கள் அவருடைய இதயம் பயந்து நடுங்கிவிடுவோம் அவருடைய வசனங்கள் அல்லாஹுக்கு அவர்களுக்கு ஒதுக்காக்கப்பட்டால் அவர்கள் ஈமான் அதிகரிக்கும் இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று சொல்லிக்காட்டுவார்கள் ஆக இப்படிப்பட்டவர்கள் தான் வழிமார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் அவர்கள் அறிவிப்பார்கள் சிலர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் யாரும் ஒருவர் உங்களில் ஒருவரும் வந்து ஒரு தங்க நாணயத்தை யாசிட்டால் அல்லது வெள்ளி நாணயத்தையோ ஒரு பைசாயும் ஒரு பைசாவையும் யாசால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்கள் அல்லாவிடத்தில் சிவனத்திற்காக வேண்டிய அவர்கள் சிவனத்திற்காக வேண்டிய அவர்கள் ஏதேனும் ஒரு காரியம் செய்தார்கள் அல்லது கேட்டார்கள் என்று சொன்னார் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சிவனத்தை கொடுப்பான் என்று சொல்லி காட்டுவார்கள் ஆக அந்த அளவுக்கு வலிமாறுகள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் பேண்டுதலாக வாழ்ந்தார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் அம்மனை மாற்றிடுவானாக வாழும் காலகட்டத்தில் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்மன் மீது அதிக மதியம் பிரியம் கொள்ளக்கூடிய மக்களாகவும் அதிக மதியம் நேசம் கொள்ளக்கூடிய மக்களாகவும் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்மன் மீது அதிகம் அதிகம் செலவாத்துகள் சொல்லக்கூடிய மக்களாகும் முல்ல ரஹ்மான் உங்களையும் எண்ணி நம்மை சார்ந்தவரையிலே நம்முடைய சந்தேகிகளும் ஆக்கி விள்வாராக வாரும் காலகட்டத்தில் அல்லாஹாலா உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் நம்ம அனைவருக்கு கொடுத்துருவானாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மதீனா முனப்பரா சென்று பெருமானார் சல்லல்லாஹருடைய ஜியாரத்திற்கு சென்று குடும்பத்தோடு நின்று சலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் السلام சொல்லக்கூடிய பாக்கியチーム الله रहमान நம்மளே தندر புடிவானாக இந்த புடினுடைய வார்த்தைக்கு தெரிந்துட்டேன் 와ஹிதஹுவான அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ